வணக்கம் நேர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொன்னியின் செல்வன் இன்ஃபர்மேஷனுங்க அதாவது இது வரைக்கும் நீங்கள் அப்டேட்கள் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அப்டேட்லாம் ரொம்ப குறைஞ்சு ஆனால் பொன்னியின் செல்வன் இன்ஃபர்மேஷனாக நம்ம குந்தவை த்ரிஷா அவர்கள் எப்படி இந்த குந்தவை கதாபாத்திரத்தில் கரெக்டாக பொருந்துறாங்க அவங்களுக்கு உள்ளான என்ன குந்தவையோட நம்ம த்ரிஷாவை கம்பேரிசன் பண்ண முடியாது கேரக்டரைசேஷனில் என்ன நம்மளால் கம்பேரிசன் பண்ண முடியும் அவங்க எப்படி இந்த சோளா டைனாஸ்டியை வந்து எப்படி கொண்டுட்டு வந்து நிறுத்துனாங்க இந்த உலகத்துக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ பின்புலமாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஒன்று நம்ம பார்க்கணும் அதில் ஒரு கோயின்சிடன்ஸாக பாருங்கள் குந்தவை பிராட்டியார் பிறந்தது சிஇ நைன்டீன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இயரில் ஆனால் பாருங்கள் நம்ம த்ரிஷா அவர்கள் பிறந்தது ஒரு நாலு அஞ்சு அதாவது மே ஃபோர்த்தில் வந்து பிறந்திருக்கிறாங்க இதுவே ஒரு பெரிய மிகப்பெரிய கோயின்சிடன்ஸ் ஸோ த்ரிஷா கிருஷ்ணன் அண்ட் குந்தவை நாச்சியார் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா பேர் கிருஷ்ணன் அவங்க அப்பா பேர் சுந்தர இவங்க அம்மா பேர் உமா அவங்க அம்மா பேர் வானம்மா இவங்களுக்கு ரெண்டு சிப்ளிங்ஸு இவங்களுக்கும் ரெண்டு சிப்ளிங்ஸு இவங்களுக்கு ஒரு ஒரு பிரதர் சிஸ்டர் அவங்களுக்கு ரெண்டுமே பிரதர் இவங்க அவுட் சைட் பர்சன்ஸை வந்து விரும்பலை வேறு நாட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இந்த நாடை நம்மளால் உன்னேற்ற முடியாதோ அப்படிங்கிற ஒரு கவலையும் இருந்தது அதனாலேயே வந்தியத்தேவனை மட்டும்தான் இவங்க காதலித்து கல்யாணம் பண்ணி அந்த நாட்டை வந்து தன்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க அண்ணன் மூலியமாக அதாவது நம்ம அருள்மொழி மூலியம் மூலியமாக இந்த நாட்டை வந்து வச்சுக்கிட்டாங்க இவங்க பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரீஷா பிறந்த ஊர் பாலக்காடு அவங்க பிறந்த ஒரு திருக்கோயிலூர் ஆக்சுவலாக கதபடி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு குந்தவைக்கு ஆனால் இவங்களோட வயசு வந்து முப்பத்தி ஏழு மேக்கப் போட்டு அதை குறைச்சிருவாங்க கேரக்டருக்காக இவங்களோட மேரேஜ்ன்னு அறிவிக்கப்படவில்லை இவங்களோட மேரேஜும் கதைப்படி அப்படி தான் ஆனால் வல்லவராயன் வந்தியத்தேவனோடய ரொமான்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசியில் வந்து அந்த அவங்க கதையில் வந்து ஒன்று சேர்றதானே வந்து முக்கியமான ஒரு நாள் இருக்கும் அவங்களோட மருமகனோட ராஜேந்திர சோழனோட ஆட்சி வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கதை இருக்குது ஸோ குந்தவை பராட்டியார் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க அம்மா பெரும் குந்தவை இவங்க பெரும் குந்தவை வானமாதேவி தான் குந்தவைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஸோ அவ்வளோ சூப்பராக அந்த சோழ டினாஸ்டியை கொண்டு வந்தாங்க அந்த குந்தவை விர்ஷஸ் திரிஷா என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ரிசர்ச்சு ஸோ இவங்க எப்படி எப்படிலாம் வந்தாங்க இவங்க எப்படிலாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குந்தவையை பற்றி தெரியும் பட் த்ரிஷாவை பற்றி நிறைய பேருக்கு அதனால தான் த்ரீஷா அவங்களுக்கு ஈக்குவலா இல்லையா போயிட்டு இருக்கு நடுவில் உள்ள ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் குந்தவை கண்டிப்பாக அழகி எந்த ஒரு இதுவும் இல்லை அதுக்கு த்ரீஷா கண்டிப்பாக பொருந்துவாங்க கேரக்டரை ஈக்குவலா அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு வந்து இவங்க சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப அறிவாளி ரொம்ப இன்டெலிஜென்ஸ் மிக்கவங்க இப்போ இந்த குந்தவை கேரக்டருக்காக இவங்க க க சிலம்பு சண்டை கம்பு சண்டை என் குதிரை ஹார்ஸ் ரைடிங் கூட கற்றுக்கிட்ருக்கிறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் மணிரத்தனத்தோட செல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் ஏன்னால் ஆயுத எழுத்துலேயும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து எல்லாத்துலேயும் வந்து பொருந்துவாங்க நைன்டி படம் கூட ஹிட் ஆச்சு உங்களுக்கே தெரியும் ஸோ இவங்க ஹனி அப்படிங்கிற ஒரு நிக்நேமில் தான் இப்போதிக்கு இருக்கிறாங்க இவங்க வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு அந்த தான் இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு கேஜி ப்ரவுன் ஐ கலர் அண்ட் பிளாக் ஹேர் கலர் தெரியும் த்ரீஷா இல்லை அயந்தாரா ஒரு டாபிக் கொண்டு வர அளவுக்கு த்ரிஷா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் டூ அப்படிங்கிற மாதிரியான வளம் வந்திருக்காங்க ஏன் குந்தவையாக வந்து வேறு யாரையும் சூஸ் பண்ணல இவங்கள சூஸ் பண்ணிணாங்க அப்படின்னா த்ரிஷா வந்து மனிதத்திலேருந்துட்டு அவ்வளோ சூப்பராக ஹோம் ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் வந்திருக்கிறாங்க அழகு மிக்கவங்க அதே மாதிரி அறிவு மிக்கவங்க கொடிப்படத்துக்காக நைன்டி சிக்ஸ் வந்து சூப்பரான ஒரு அவார்டு கூட வாங்குறாங்க கொடிப்படத்தில் ஒரு வில்லன் மாதிரி வர்ற அந்த கதாபாத்திரத்தில் நடிச்ச நிறைய பேர் கவர்றதுனால இப்போது வந்து அவங்க இந்த மாதிரியான நிறையா இதுக்கு வந்து பொருந்துவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான் தெரியல 1999ல நைன்ட்டி நைனில் இவங்க வந்து மிஸ் சேலம் அப்படிங்கிற போஸ்டிங்கை வந்து வாங்கினாங்க அதே மாதிரி மிஸ் இந்தியா டூ ஒன்ல இவங்க வாங்கியிருக்காங்க இவங்க ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா சேக்ரெட் ஹேட் மெடிகுலேஷன் ஸ்கூலில் வந்து இவங்க படிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பிராண்ட் அம்பாசிடராக இவங்க வந்து நிறைய ஃபேன்டா ஸ்கூட்டி பப்பு விவல் டிவில்ஸ் நிறைய இதுக்கு வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க குஜராத்தி கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ஜெயலலிதாவும் ரொம்ப பிடிக்கும் பெஸ்ட் ஆக்ட்ரஸாக நைன்டி சிக்ஸ் மூவிக்கு டூ தௌசண்ட் எயிட்டின்லையும் கொடிக்கு வாங்க யூத் ஐகான் அவார்டு கூட வாங்கியிருக்காங்க நம்ம மோகன்லால் சார் கையால் ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ அவார்டெலாம் வாங்கி குமிச்சவங்க தான் இவங்க ஒரு விஷயம் இன்னும் நேஷனல் அவார்டு இவங்களால் வாங்க முடியல ஏன்னா அந்த தகுந்த மாதிரும் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் சொல்லிட்டு நீடத்துக்கு வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க ஜெயலலிதா கையாலையும் வாங்கியிருக்காங்க கருணாநிதி கையாலையும் வாங்கியிருக்காங்க ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸில் இருந்துக்கிட்டு நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எல்லாம் பேசி நிறைய வந்து கான்ட்ரவர்சியும் ஆயிருக்கிறாங்க காட்டா அமீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படத்துலையும் நடிச்சிருக்காங்க கில்லி கிரீடம் பீமா சர்வம் மின்னைத்தாண்டி வருவாய் மங்காத்தா என்றென்றும் புன்னகை அரண்மனை கோடி நைன்டி சிக்ஸ் அண்ட் பேட்டை இது வரைக்கும் சூப்பர் ஹிட் மூவியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்ன இவங்க கொடுத்தாலும் ஜோடி படத்தில் இன்ட்ரொடியூஸ் ஆனாலும் மௌனம் பேசியதாக ஒரு முழுநீள திரைப்படமாக இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு ஜோடியில் ஒரு சின்ன சீனில் வருவாங்க நார்மல் பொண்ணாக வருவாங்க சூப்பராக இருந்தாங்க அதே மாதிரி டூ மிஸ் இண்டியா வாங்கும்போது இவங்களுக்கு யாரையும் தெரியாதது வந்து ஆனால் இந்த மௌனம் பேசியது மூலயமா செம்மையாகிட்டானாங்க இவங்க ஃபாதர் வந்து 2012 தௌசண்ட் டுவெல் அவங்க வந்து ஒரு ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட மேனேஜரு ஸோ இவங்களோட பக் அக்கா அந்த ஃபிசிக் வந்து ஏஜை தவிர மற்ற எல்லாமே வந்து குந்தவைக்கு கரெக்டாக பொருந்திருக்குங்கிறத மனிதத்னாத்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஸோ இவங்களோட இயர்லி வாழ்க்கையும் இப்போ இருக்கிற வாழ்க்கையும் வந்து வேறு தான் அதே மாதிரி தான் குந்தவைக்கும் அதே மாதிரி தான் வந்திருக்கோம் ஸோ அவங்க இவங்க சந்தித்த போராட்டங்களும் சரி அவங்க சந்தித்த போராட்டங்களும் சரி ஸ்கூல் டேஸில் இவங்க வந்து ஸ்கவுட்டில் இருந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா நம்மளுக்கு தெரியும் இதேமாதிரி மிஸ் இண்டியா வாங்கி ட்ரபலாக மாவாமல் திருப்பியும் வந்து இவங்க ஆக்டராக ஆக்ட்ரஸாக உள்ளே வந்து வந்திருக்கிறாங்க அதே மாதிரி குந்தவை பிராட்டியர் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனின் பெயர் காரணமாக முதலில் ஊருக்கு ராஜராஜபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு கல்வெட்டிலே செதுக்கி வச்சுருக்குறாங்க குந்தவையை பற்றி ஸோ அந்த குந்தவையாக நம்ம இப்போ த்ரிஷாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பக்காவோ பொருந்துவாங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை